மனசனா போது ஒரு செலுத்துறது குருமார்களோட அருளாற்றல்னால அந்த ஒளியை தொட்டு தூண்டி விடும் போது என்ன ஏன் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்றாங்க வணக்கம் என்னோட பேர் பவித்ரா நான் பரம்பூர பவுண்டேஷனோட கிளாஸ் அட்டன் பண்ண கிளாஸ் ரொம்பவே நல்லா இருந்தது லைஃப்பை பற்றி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்கான பர்பஸ் அப்படின்னு ஒன்று தேடிட்டுருக்கோம் நம்மளோட கேரக்டர் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ப்ளே என்ன இந்த உலகத்தில் நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத தேடி தான் வந்திருப்போம் ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் ஒன் ரோல் இல்லை மல்டி ரோல்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேலாக இந்த ரோலை நம்ம ப்ளே பண்ணி ஆகணும் கண்டிப்பாக பண்ணுவோம் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோன்னு நினைக்கிறேன் நம்ம லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் கருணை சரணாகதி தவம் இது மூணும் ஒரு பர்சனோட லைஃப்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களோட லைஃப்பை இன்னும் அவங்க சிறப்பாக கொண்டு போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பயிற்சி கொடுத்தாங்க தவம் கொடுத்தாங்க அந்த பயிற்சியை நானும் கற்றுக்கிட்டேன் என்னால் முடிஞ்சளவுக்கு அதை இன்னும் டீப்பாக கற்றுக்கிட்டு அண்ணா சொன்ன மாதிரி ஒன் மந்த் இல்லைன்னா ஒன் இயர் அட்லீஸ்ட் இல்லைன்னா டூ இயர்ஸில் இன்னும் சிறப்பாக கற்றுக்கிட்டு அண்ணா சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் அண்ணா பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லித் தருங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை பற்றி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அழகா சூழ்த்தித்த அண்ணாக்கும் நன்றி குருவேஸ் அரணம் நீங்கள் எல்லாருமே ஸோ பிளஸ்டு பீங்ஸ் ஏன்னு சொல்கிறீங்க இல்லைங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ஒரு ஒரு காரணம் அதை விட்டுருங்க செகண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஐந்து வகையான கோஷங்கள் இருக்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களையும் மனித நிலையில இருந்து ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணியோ ஜீவகாரிணிய ஒழுக்கத்தின்படியோ ரெகுலராக கடந்து கொண்டே வர வேண்டும் வரலன்னா என்ன வரலன்னா செத்துருவீங்க மறுபடியும் அடுத்த பிறகு இதுக்குதான் கொடுப்பாங்க நீங்க மனுஷனா போறது இதை பண்றதுக்குதான் எதை பண்றதுக்கும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேம் இது பெரிய கேம்ன்றதுனால உங்களுக்கு நிறைய தடைகள் வச்சிருப்பாங்க இந்த கேம்ல பொண்டாட்டி பிரச்சனை புருசம் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை பிஸ்னஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த எல்லா கருமாந்திரமும் இருக்கும் இதெல்லாம் உங்களோட அறிவை பயன்படுத்தி ஷார்ட் அவுட் பண்ணணும் நீங்க ஆசைக்கு ஏங்கிட்டே இருந்தீங்கன்னா அது அதிக தான் ஆகிட்டு எங்க கம்மியாக வருது எனக்கு இது போதும் இவ்வளோ போதுன்ற தன்மைக்கு இன்னைக்கு யாரும் வராதனால ஆசை அதிகமாக செல்கின்றது ஆசை அதிகமாக செல்லும் போது பிராணசக்தி உங்களுக்கு பத்த மாட்டேங்குது அதை அடையிறதுக்கு போட்டி அவ்வளோ இருக்கு புரியுதா புரியலையா இதுல ஐந்து வகையான கோஷங்கள் இருக்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயான மய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஐந்து வகையான கோஷங்கள் இருக்கு மனிதன் கடக்க வேண்டிய கோஷங்கள் இதுல இந்த அன்னமய கோஷம் அப்படின்றது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு தேத்தி வச்சிருக்கீங்களா இதுதான் அன்னமய கோஷம் அன்னத்தை சாப்பிட்டு அந்த அன்னத்தினால் நம்ம உடம்பே மாறுது இதுல நீங்க எதை சாப்பிட்றீங்களோ உடம்பு அப்படியே மாறு நீங்க சிக்கனே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உடம்பு கேவலமாயிரும் அந்த சிக்கனுடைய அந்த செதில்கள் சிக்கன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த கொழுப்புகள் சிக்கன்கிட்ட இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே சேர்ந்து உங்கள் உடம்பை மாற்றிவிடும் உடம்பு பலமா இருக்கு ஆன்மா பலம் பெறாரு நுண்மான் நுழைப்புலம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நுண்மான் நுழைப்புலம் பத்தாம் வாசலுக்குள்ள நுழையணும் அப்படின்னா அது நுண்மான் அப்படிங்கிறார் நுண்மான்னா அவ்வளவு சன்னமாக இருக்கிறது அந்த ஹோல் அது ஆல்ரெடி ஜவ்வு வேற அடைச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஜவ்வோட மேல் பகுதி மஞ்சக்கலர் கீழ்பகுதி வெள்ளக்கலர்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் வல்லலர் பாத்துங்க அந்தால எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு எப்படி பாத்துருக்கிறாரு பாரு நம்ம அந்த நுண்மா நுழைப்புல நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா இப்ப ஓடிக்கிட்டு இருக்க இப்ப காலை நினைச்சோன்னே காலில் வந்து மனம் ஓடுதா ஓடலையா முட்டின்னு நினைச்சோன்னே முட்டில மனம் ஓடுதா இல்லையா தொடன்னு நினைச்சோன்னே மனம் ஓடுதா இல்லையா இந்த மாதிரி மனம் என்பது ஒரு இடத்துல இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு எந்த இடத்துல நினைக்கிறீங்களோ அங்கே போயிடும் படா போயிடும் இப்படி உடம்பு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கக்கூடிய மனம் மனம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஒரே புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் மூன்று ஒன்றாக சங்கமிக்கும் போது கிளம்ப ஆரம்பிக்கும் அந்த நெருப்பு தான் ஜோதியா தெரியும் அது ஏன் ஜோதியை பார்க்கணும் அந்த ஒளிதான் அணுக்களாக மாறி இருக்கிறது அந்த அணுக்களை மறுபடியும் ஒன்றி நினைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதோட பத்தாம் வாசல்ல இதான் வந்து உணர்வை உள்ளே செலுத்துவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நோட் பண்ணிருக்கீங்களா என்ன உணர்வு உள்ள செலுத்துறதுன்னா எப்படி அப்படின்னா குதம் குய்யம் உள்நாக்கு பின்னாடி ரெண்டு ஓட்டம் இருக்கு அதான் துவார கான்செப்ட் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு துவார பாலகர் இந்த பக்கம் ஒரு துவார பாலகர் நோட் பண்ணிருக்கீங்களா இறைவனை உள்ள பாக்குன்னா இவங்க ரெண்டு பேரை கடந்தாதான் போக முடியும்னு சொல்றாங்க அந்த துவார பாலகரை கடந்து உள்ள போனீங்கன்னா குனிஞ்சு தான் போகணும் நோட் பண்ணிருக்கீங்களா ஒவ்வொரு கர்ப்பகரத்துக்குள்ளயும் குனிஞ்சு போகணும் ஏன் அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப பக்குவம் ரொம்ப பொறுமை கான்சியஸா போகணுன்றக்கா வச்சிருக்கேன் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க ஏன் அவ்வளோ கோடி செலவு பண்றவனுக்கு கர்ப்பகரத்தை பெருசாக நடந்து போகிற மாதிரியே கட்ட தெரியாதா ஏன் குனிஞ்சு போகணும் அந்த பணிவு தென்னடக்கும் அவசியம் இதனாலதான் பழைய காலத்து கோயிலுக்கு அதிகமா போங்கன்றேன் அப்பதான் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் இந்த துவார கான்செப்ட் லெப்ட் ரைட்டு இதை கடந்த நிலையில பத்தாம் மாசல் பத்தாம் என்ன பண்ணனும் அதுக்கு டெக்னிக் வந்துடும் கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டீங்க கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு எல்லாருமே கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் என்ன இது ஈஸியா வந்துடும் ஆனா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும் என்ன பண்ணணும் அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களையும் முதல்ல சிறிச்சபை கொண்டு வந்து நிற்கிறீங்க சிற்சபை பூர்வமத்தி பக்கத்து பக்கத்தில் தான் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது உள்நாக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி சிற்சபை சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்றது பூர்வமத்தி பூர்வமத்தின்றது இது கிடையாது இது கிடையாதுன்னா இங்கேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா இங்கே இருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா ரெண்டும் சென்ட்ரு பாயிண்டில் எங்கே சந்திக்குதோ அந்த இடம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்தில்தான் இறைவன் உறங்கி கொண்டிருக்கிறார் விழிப்பு பெறவில்லை தீச்சை கொடுக்கும் அவரை தூண்டி விடுவோம் குருமார்களோட அருளாற்றல்னால அந்த ஒளிய தொட்டு தூண்டி விடும் போது என்னதான் ஏன் விடையும் சுடர்விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்றாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்த தொட்டு காமிச்சு தூண்டி விட்டுறோம் அந்த இடத்துல ஒரு உணர்வு லைட்டா கொண்டு வந்துருவோம் பல பேர் பயிற்சி பண்ணி அடுத்த நாளே வந்திருக்குன்றாங்க ஒரு சில பேர் ஒரு மாதம் ஆகி தெரிய மாட்டேங்குது தம்பின்றாங்க ஒரு சில பேர் ஒரு வாரத்திலே எனக்கு நல்லா அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க இது அவரவர் செய்த கரும பொறுத்தது அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறும் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம பயிற்சி பண்ணணும் எந்தவித எதிர்பார்ப்புலாம் பயிற்சி பண்ணணும் இது கிடைக்கலையே அது கிடைக்கலேன்னா பண்ணவே கூடாது அப்போ என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா அங்கே இங்கே ஓடிட்டுருக்கக்கூடிய உங்களது மொத்த உணர்வையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் எந்த இடத்துக்கு சிரிச்சபைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு அணுவாக ஒடுங்கிவிடும் அந்த ஒரு அணுவாக ஒடுங்கிச்சின்னு உங்கள் உடம்பை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன் அது குதிக்கும் என்னை போவுடு என்னை அங்கே போகிறேன் இங்கே போகும்னு சொல்லி குதிக்கும் பிரச்சனை பண்ணும் நீங்கள் அப்பையும் கான்சன்ட்ரேஷனாக ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஒரே இடத்துல நோக்கத்தை நீங்கள் வச்சுருக்கும் போது என்னாகும்னா அந்த உணவு நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிகிட்டே வரும் அந்த ஜவ்வு எப்படி தெரியுமா இருக்குது கலர் சொல்லிட்டார் வளலர் ஒரே ஒரு முடி எடுத்துக்கிறீங்க நீங்க அந்த ஒரு முடிய நூறா வகுக்கிறீங்க அதுல ஒரு முடி எவ்வளவு இருக்கும் அப்படி இருக்காங்க அந்த ஒரு முடி அளவில் தான் உங்களுடைய சுழுமுனை வாசல் இருக்கிறது அது அவ்வளவு சீக்கிரம் திறக்காது அதனாலதான் சாகும் போது உயிர் படாருன்னு உங்களுக்கு போயிருது நான் செத்தாவது உங்களுக்கு பாடம் எடுக்கணும் நினைக்கிறேன் கவனிங்க இழுக்குறதுலதான் விஷயமே இருக்கீங்க பாருங்க அப்படி இழுக்கும் போது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மொத்த உணர்வுலயே பத்தாம் மாசத்துல படக்குன்னு திறந்துட்டு உச்சி வழியா மேல போய் எஸ்கேப் ஆயிரும் மோட்சம் முக்தி உங்களுக்கு முதல்ல அப்படி ஒரு வாசல் இருக்கானே தெரியல எங்க போய் துறக்கிறது அது என்ன பண்ணுது சாகும் இழுக்குது இழுக்குது போக மாட்டேங்குது என்னடா லாக் பண்ணி வச்சிருக்கீங்க மறுபடியும் போகலை அது முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுது அதோடய குணமே அதான் எஸ்கேப் ஆகி போகிறதா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணல உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் வைத்து உங்கள் ஆன்மாக்கு சப்போர்ட் பண்ணல எத்தனை வருஷம் அப்போ என்ன பண்ணுது போடா வெட்டி போயிலே இந்த இந்த வாழ்க்கையும் போச்சா உனக்கு இந்த பாடியும் போச்சான்னு சொல்லி கண் வழியாகவோ காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ வேறு ஏதாவது வழியாக உங்களது உயிர் பிரிந்து விடும் அப்போ அடுத்த பிறவி என்பது ஒன்று எத்தனைக்கு புரியுது எவ்வளோ பெரிய வேலை இருக்குது நமக்கு எப்போ பார்க்கறது இந்த வேலையெல்லாம் எப்போ போய் பார்க்கறது எனக்கே டயர்ட் ஆகிடுச்சி அதை சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ எவ்வளோ பெரிய வேலையா சரி நீ எல்லாம் சொல்கிற நான் ஏண்டா நம்பணும் சரி நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க பதில் சொல்லுங்கள் நீ என்ன சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க ஆசாசையாக கல்யாணம் பண்ணிங்க சந்தோஷமாக வரைக்கும் எல்லா கிளாஸ்லையும் இந்த கேள்வி சந்தோஷமா இருக்கீங்களா புருசம் வந்திருக்காரா இப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி ஆட்டுறாங்க நான் என்ன சொல்கின்றேன் என்றால் இவ்வளோ வேலை இருக்கு இவ்வளவு வேலை இருக்கு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி செய்யறாதார் அப்படின்னா என்ன பிறவி என்பது பெரும் கடல்பா நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியம் கிடையாது எவனோ பூமியை படைச்சு உட்கார்ந்து ஆத்தா நாளும் வராது அப்பா நாளும் வராது உடல விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா உங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ண முடியாது உங்க அம்மா ஹெல்ப் பண்ண முடியாது நானே நினைச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது இவரும் நினைச்சாலும் வரமாட்டார் உயிரு உடம்புல இருக்கும் போதே ஒண்ணு சொன்னேன் கோமா ஸ்டேஜ் கேட்பாரு வாழ்க்கை வந்து அப்படின்றக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த பாரு பேசி முடிச்ச மூணு செகண்ட்ல ஒரு பல கோடி செத்துட்டான் உலகம் இந்த மறுபடியும் செத்துட்டான் மறுபடியும் செத்துட்டான் மறுபடியும் செத்துட்டான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க உண்மை இது இது பொய்யான வாழ்க்கைன்னு ஏன் புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையே அங்கே தான் வருது வேறே எங்கேயுமே நான் இதையே பேசுகிறேன் நினைக்காதீங்க உண்மைன்னு நினைக்கும் போது எல்லாமே உண்மையா தெரியும் பெருசாக தெரியும் வலிக்கும் பொய்யாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாமே பொய் பொய் பொய் இப்போ மென்டலாக தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த பரவச நிலைக்கு நீங்கள் போகணும்னா இது பொய்யா தான் பார்த்தாங்க குருவே சரணம் முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பரில் ஃபவுண்டேஷனுக்கு வருது அது என்னென்னா இந்த மாதிரி பரம்பரில் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது க்ரியேட்டிவ் காமன்ஸ்ன்னு இருக்குது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தால் தான் கிளைம் வந்து பண்ணுவாங்க பட் கிரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம எந்தவித கிளைமும் பண்ண மாட்டோம் உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனல்ல நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம் நன்றி பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலயமா பல லட்சம் கல்வி தொகை கட்ட முடியும் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து ரெகுலரா மந்த்லி ஏழை குழந்தைகளுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கிறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து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 அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்